வணக்கம் ஒரு கஷ்டமான குடும்பத்துல பிறந்த எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா நம்மளால ஒரு வசதியான வாழ்க்கையே வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தீங்க கஷ்டத்தை பார்த்ததுமே செத்து போயிருப்பீங்க இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டமான குடும்பத்துல பிறந்திருக்கீங்க ஆனா வசதியான வாழ்க்கைய வாழாம சாக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குறிக்கோள் அதுக்காக கடுமையா உழையுங்க நல்லதே நடக்கும்